அனைவருக்கும் வணக்கம் bank nifty future ஒன் minute chart April 7, time லெவன் ஓ கிளாக் மேலாது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 37,700 செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கேண்டல்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு calls வந்து live லைவாகவே ஜென்ரேட் பண்ணோம் எப்போலாம் break out நடக்குதோ அப்போல்லாம் நமக்கு candle color change பண்ணி calls கிடைக்கும் ஆப்போசிட் கால்ஸ் மட்டுந்தான் வரும் செல் கால்னால் பை கால் பை கால்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்ப நமக்கு அப்பர் சைட்ல ஒரு break out, சோ ஒரு buy buy வந்திருக்கு, green green color color color candle open at 37726.10, entry entry point, future trader இந்த option call straight lines line, line, red last control stop loss line, இப்போ ப்ரீவியஸ் டே பார்த்திங்க நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆச்சு கரெக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற ஒரு 10 மினிட்ஸ் பேக் அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்க கேப்டவுன் அந்த கேப்டவுன் ஓப்பனிங் அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு ஒரு ரேலி நடந்துச்சு வாழட்டையில் இருந்துச்சு மார்க்கெட் டூ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிச்சு பட் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா இப்போ லெவன் ஓ கிளாக் தான் இந்த பிரேக் அவுட் அப்புறம் தான் நமக்கு அப்படி கிடைச்ச பைக்கால் தான் இப்போ மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு எவ்வினை நமக்கு மார்க்கெட்னுடைய மூவமெண்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு தெரியும் நல்ல ரெக்கவரி ஆகுது மார்க்கெட் மேலே போகுது எல்லாமே தெரியும் பட் என்ட்ரி எங்கே எடுக்கலான்ற கன்ஃபியூஷன் நிறையா பேருக்கு இருக்கும் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் அதுவே அனலிஸ் பண்ணி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் என்ட்ரி எங்க எடுத்தால் நல்லாயிருக்கும் அதே போது ஒரு ஃபஸ்ட் அரட் சேஃப் ட்ரேட் பண்ணலாம் ஒரு எய்ம் வந்து வச்சுக்கிறீங்க ஒரு சின்னதாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்ட் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு 37,820.14 வந்திருக்கு, ஒரு 94 ஃபோர் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது ஸோ ஒரு 94 ஃபோர் பாயிண்ட் எய்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட் டார்ட் அதுக்கு மேலே கொஞ்சம் ரிஸ்கெத்து பண்ணான்றவங்களுக்கு செகண்ட் டாரட் கீழே இருக்க ரெட் கலர் லைன் சப்போஸ் லாஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட் எவ்வரிடே அதுவே கேண்டில் மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி இப்போதைக்கு எங்கே என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சிக்கலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலாம்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படி கிடச்ச ஒரு பைக்கால் தான் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன் மினிட்ல ஒரு 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு செகண்ட் கேண்டில் நல்ல மூவமெண்ட் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் வரைக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மோர் தென் 80 பாயிண்ட்ஸ் வித்தின் 2 மினிட்ஸில் கால் ஜெனரேட் ஆகி டூ மினிட்ஸ்லேயே நமக்கு ஒரு எயிட்டி பாயிண்ட் மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டூ மினிட்ஸில் 80 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து கிடச்சிச்சு பட் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை அப்போதிக்கு பிரேக் அவுட் பண்ணல மார்க்கெட் அகைன் டவுன் சைடு இறங்கிக்கிட்டே வந்துச்சு ஸோ தேர்ட்டி செவன் எயிட் ஹண்ட்ரட் அப்போதிக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ண முடியல பட் இப்போ லெவன் டுவெண்ட்டி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி மேல ரைஸ் ஆனதுல ஃபஸ்ட்டார் அட் ரேஞ்ச் பிரேக்வுட் கொடுத்துருக்கு தேர்ட்டி செவன் செவன் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தது இப்போ எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் பேங்க் நிஃப்ட்டி வீக்லி ஆப்ஷன் பார்க்குறோம் தேர்ட்டி செவன் தௌசண்ட் இந்த call option பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் தேர்ட்டி நைனில் பைக்கால் வந்துருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டூ தேர்ட்டி ரேஞ்சுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஒரு டேரெக்ட் ஆப்ஷன் சார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு வந்து இதில் என்ட்ரி பாயிண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெளிவாக வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் என்ட்ரி கிடைக்கும்போது ஆப்ஷன் பை பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இதில் லெவன் டொண்டி அப்புறம் ஒரு பைக்கால் வந்திருக்கு செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் மேலே ஃபஸ்ட்டு கிரீன் கலர் லைன் செவன்டீன் வந்திருக்கு மார்க்கெட் இப்போ இன்பிட்வீனில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு நமக்கு செல்கால் பார்த்திங்க அப்படின்னா அஷ்யூஷல் தான் ப்ரியஸ் டே ஜென்ரேட் ஆனது இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டியும் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆச்சு மார்க்கெட் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் தான் ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் ஃபிஃப்டின்க்கு அப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக கொஞ்சம் மேல ரைஸ் ஆகி வந்துட்டே இருந்துச்சு அப்படி தான் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு பைக்கால் அந்த பைக்கால் இப்போ செவன்டீன் தௌசண்ட் செவன் நைன்டி த்ரீல போயிட்டு இருக்கு ஸோ செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் செவன்டீன் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதுட்டு ஃபிஃப்டி பைக்காலும் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி அப்புறம் தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் ரெய்ஞ்ச்கிட்ட வருது ஸோ மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணி ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு டென் பாயிண்ட் இப்படி அப்பர் சைடில் வந்து மூவ் பண்ணிகிட்டே மேல வந்து வந்தது போயிருக்கு வந்த கால் 35 minutes உங்களுக்கு இந்த வேணும் வேணும் ஒரு ஒரு thank you